ஒரு குழந்தை வண்ணங்களை அடையாளம் காட்ட அறிவதற்கு இவ்வாறு உதவலாம் குழந்தையை ஓர் நாளொன்றுக்கு ஒரு வண்ணம் தேர்ந்தெடுக்கச் சொல்லுங்கள் உதாரணமாக குழந்தை சிவப்பு நிறத்தை தேர்ந்தெடுத்தது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அன்றைய தினம் நீங்களும் குழந்தையும் சேர்ந்து அந்த நிறத்தை கொண்ட பொருட்களை சுட்டி காட்டலாம் உதாரணமாக அந்த தக்காளி சிவப்பு என்று நீங்கள் கூறலாம் மேலும் குழந்தையிடம் சிவப்பாக ஏதேனும் தெரிகிறதா என்று கேளுங்கள் குழந்தை அந்த பறவை சிவப்பு என்று சொல்லக்கூடும் பின்னர் நீங்கள் அந்த காரின் நிறம் சிவப்பு என்று சொல்லலாம் அந்த குழந்தை எங்களிடம் ஒரு சிவப்பு பை உள்ளது என்று சொல்லக்கூடும் குழந்தையும் நீங்களும் முறை மாற்றிக்கொண்டு சிவப்பு நிற பொருட்களை தேடலாம் அடுத்த முறை அவர்கள் வேறு வண்ணம் தேர்ந்தெடுக்கலாம் நாளொன்றுக்கு ஒரு வண்ணத்தில் கவனம் செலுத்தும் போது அவர்களது வண்ணங்கள் அடையாளம் காணும் திறன் வலுப்படும்